ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெனின் தமிழா சேனல் இப்போ வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்தாழை வெந்தயம் சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் இதனால் வச்சுட்டு தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸை பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுனே இப்போ பார்க்கலாம் கத்தாழை ஜெல் பின்ன வெந்தயயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதை மூணையும் மிக்சியில போட்டு அரைச்சி அதை வந்து தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் முடியில வந்து போட்டுக்கோங்க தேட்டி மின்ஸ் கழிஞ்சு நார்மலாக ஷாம்போ இல்லை சீயக்காய் பொடியோ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நான் இதை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் வந்து நல்லா க்ரோத்தா வளருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சேனல் subscribe பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்